ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அப்படின்லாம் வரவாய்லன்னு பேசாமல் உங்களுக்கு கியூபிசம் அப்படின்ற ஓவியத்தை பற்றி என்ன தெரியும் கியூபிசம் அப்படின்னா வட்டம் சதுரம் அப்படின்ற நிறையா வடிவத்தில் ஓவியம் வரைகிறது கியூபிசம் அந்த முறையில் ஓவியம் வரைஞ்சு பிரபலமானவர் பாப்லோ பிக்காசோ இவர் வந்து ஸ்பெயின் நாட்டில் மலக்கா அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு இவரோட அப்பா வந்து ஒரு டிராயிங் மாஸ்டர் இவர் வந்து இருபதாம் நூற்றாண்டோட மிகப்பெரிய ஃபேமஸான ட்ராயர் இவரும் சோர்ஜஸ் ப்ராக் அப்படின்றவரும் சேர்ந்து கியூபிசம் அப்படின்ற ஓவிய முறையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க இவர் வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாம் கியூபிஸ் ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வாழ்நாளில் மொத்தம் இருபதாயிரம் க்யூபிஸ் ஓவியங்களை வரைஞ்சிருக்காரு இவர் வந்து நெகிளி அப்படின்னு நெகிழி அதாவது அதாவது பிளாஸ்டிக் அதில் ஓவியம் வரைஞ்சு ஃபேமஸ் ஆனவர் அதனால தான் இவரை நவீன ஓவியத்தின் பிதாமகன் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து நம்ம அமைதி சின்னமான புறா ஆளி விளைகள் போன்றதில் வந்து இவர் ஓவியம் வரைஞ்சிருக்கார் இவர் கியூபிஸ் அப்படின்ற ஓவிய முறையில் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்ஸான டிராயிங்னால் ஒரு ஃபீமெயிலோட ஹெட்டை வரைஞ்சிருப்பார் அடுத்து மூணு மியூசிக் ரிலே மாதிரி இந்த இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக ட்ராயிங்ஸு அப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் வந்து நூத்தி எழுபத்தி ஒன்பது இருக்கு